சிரித்ததினம் அது உன் பிறந்த நாளாக மட்டுமே இருக்கும் உன் வேலைக்கின் தலை வணங்கினால் நீ யாருக்கும் தலை வணங்க தேவையில்லை தலை வணங்காவிட்டால் நீ அனைவரிடமும் தலைகுனிய நேரிடும் நீ தூங்கும் போது வருவது கனவல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவாகும் கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பதில்லை கனவை மட்டுமே காண்பவர்கள்தான் தோற்கிறார்கள் நாட்டின் மிகச்சிறந்த மற்றும் திறமமிக்க மூளைகள் பள்ளியின் கடைசி இருக்கையில்தான் இருக்க வாய்ப்பு அதிகம் உன் முதல் வெற்றிக்கு பிறகு வெற்றியின் திருப்தியில் ஓய்வு கொள்ளாதே உனக்கு கிடைத்த வெற்றி அதிர்ஷ்டத்தினால் மட்டுமே என்று கூற ஒரு கூட்டமே காத்திருக்கிறது சூரியனாக பிரகாசிக்க ஆசைப்பட்டால் நீ முதலில் சூரியனாக எரிய வேண்டும் பிறரைிடிப்பது வெற்றி கொள்வது நண்பர்களுக்கு சமமானவன் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வியே இல்லை வெல்வோம் சாதிப்போம் வேதனைகளை துடை தெரிவோம் எந்த அருளால் எதுவும் வசமாகும் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை ஐயா அப்துல் கலாம்